அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நெருகின்றிருக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸை நம்ம எப்படி வெற்றிகரமாக எழுதுறது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எக்ஸாம் போது என்ன செய்யணும் எக்ஸாம் முடிஞ்சப்படம் என்ன செய்யணும் எல்லாத்தையும் நம்ம எதுவே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எக்ஸாமுக்கு முன்னதாக இருக்கிறது எக்ஸாமுக்கு முன்னதாக முதல்ல நல்ல உங்களுடைய சப்ஜெக்டை படிங்க இல்லை வாங்குகிற மார்க்கு வாங்குகிற கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அது அது கோல்டு அது இதெல்லாம் முக்கியம் இல்லை உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் என்ன பிரான்ச்சில் நீங்கள் படித்தாலும் அது எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் உங்களுடைய நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகணும் வெறும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை அதனுடைய நாலெட்ஜ் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அதனால இருக்கும் அதனால் அவசியம் கண்டிப்பாக நல்லா படிக்கும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நாள் முன்னதாக அல்லது அன்றை காலையில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைமில் திறந்து பதினைந்து நிமிடம் முன்னதாக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இமெயிலில் வரும் ஸோ அந்த பதினைந்து நிமிடம் அல்லது முப்பது நிமிடம் முன்னதாக தான் வரும் அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா டவுன்லோட் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னதாக இப்போ பிஃபோர் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸோடய கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே இருக்கும் நீங்கள் எது படித்தாலும் பிஏ பிகாம் எம்ஏஎம்எஸ்சி பிஎஸ்சி எந்த பிரான்ச்சு தமிழ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி எது படித்தாலும் அதனுடைய ப்ரீவியஸ் இயர்ஸினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கிடைக்கும் ஒவ்வொரு வெப்சைட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்லேயும் டிஃப்ரெண்டான பேரில் வச்சுருப்பாங்க டேட்டா பேங் பேங்க் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த ஏதோ ஒரு பேரில் வச்சிருப்பாங்க என்ன பேரில் வச்சுருக்காங்கன்னு பார்த்து எவ்வளோ பேப்பர் இருந்தாலும் எத்தனை வருஷத்து பேப்பர் இருந்தாலும் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டுக்கும் எத்தனை வருஷத்துக்கு பேப்பர் கிடையதோ அத்தனையே நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணதும் அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னதாகவே அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப பல வருஷங்களில் கேட்ட கேள்வி இது அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரியே ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வைக்கணும் ஐந்து மார்க் கொஸ்டின்னா ஒரு நாலு பக்கம் எழுதி பண்ணியிருக்கும் பத்து மார்க் கொஸ்டின்னா ஒரு எட்டு பக்கம் பதினாறு பக்கம் அப்படி எழுத வேண்டியிருக்கும் இருபது மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக 20 பக்கத்துக்கு எழுத குறையாமல் எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் எழுதும்போது வெறும் ஆன்சர்ஸை மட்டும் எழுதிங்க உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய பேர் அந்த எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சப்ஜெக்ட் என்ன உங்களுடைய ரோல் நம்பர் என்ன எதுவுமே அதில் எழுதாதீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு பேப்பர் ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணி ஆன்சர் ஷீட் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு தனித்தனி கவரில் போட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரே கவரில் எத்தனை எழுதினாலும் ஒரு கவரில் ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது டொண்ட்டி மார்க்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எதுவும் அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கம் மார்க் கம்மியாக இருக்கிற அஞ்சு மார்க்கு பத்து மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இதை அப்புறமா டைம் இருந்தால் பண்ணலாம் அடுத்ததாக கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர்ஸ் ஒரு பல்காகவே வாங்கிடுங்க அந்த பல்க் பேப்பர்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு 35 பேப்பர் அல்லது நாற்பது பேப்பருக்கு மார்ஜின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க முதல்ல மார்ஜின்ஸு ஸ்கேலை வச்சி, பேனா வச்சி போடுங்க ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பேனாக ஜெல் பேனாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு கலர் பேனாலாம் இதில் யூஸ் பண்ண வேண்டாம் இங்கு பேனாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இங்கு பேனாவில் உங்களுக்கு இங்கு கொட்டிடும் இங்கு செதறும் கையெல்லாம் இங்காயிடும் அது பேப்பரில் விட்டும் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அதனால் ஜெல் பேனாக வச்சுக்கிறது நல்லது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாற்பது பேஜுக்கு மார்ஜின் போட்டு வச்சுக்கோங்க பேஜி நம்பர்லாம் அப்போ ஒன்றும் போட ரோல் நம்பர் எழுத வேண்டாம் எதுவும் மார்ஜின் மட்டும் போட்டு வச்சிங்க அது ஒரு கவரில் போட்டு ரெடியாக வச்சுங்க அது கொஸ்டின் எக்ஸாமில் அதை யூஸ் பண்ணத்துக்காக இந்த ஏர்னே முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஐந்து கொஸ்டின்ஸ் போல் இருபது மார்க் கொஸ்டின்ஸு தயார் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு கவரில் போட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சிங்க பின்னால் அது உங்களுக்கு உபயோகமாகும் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதுக்கு முன்னதாக னில் உங்களுடைய ஃபோனில் அடோப் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இது இதெல்லாம் இந்த அடோப் ஸ்கேனருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேற எதாவது இம்மிடியட்டாக ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை ரொட்டேட் பண்ணி பார்த்து அதை க்ராப் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் செய்யக்கூடாது என்ன இருக்குது இதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் நமக்கு என்ன டைம் இருக்குது நமக்கு என்ன டைம் இருக்குது அப்படின்னு லதாஜிக்காக அலட்சியமாக இருந்துடாதீங்க உடனடியாக இந்த வேலைகளை பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைகளில் செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த வேலைகளை தெரிந்த இளைஞர்கள் இந்த ஆன்லைன் இந்த கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்களில் வயசானவங்களும் படிப்பாங்க இளைஞர்களும் படிப்பாங்க அதனால் நீங்கள் ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்பிளாக இருந்து உங்களுடைய உங்களுக்கு இந்த ஹைடெக் விஷயங்கள்லாம் தெரியவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட யுவதிகள்கிட்ட கேட்டு அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரும் ஒருத்தர் கேட்டு இந்த அடோப் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க இந்த எக்ஸாம் போது எதுவும் திருமலை பண்ணலாம் இன்னும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு பகவில்லை வச்சுன்னு எழுதலாம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் உயிர் முக்கியம் அதனால் யாரையும் வீட்டுக்கார வச்சு குரூப்பாக வச்சு எழுதாதீங்க குரூப்பாக வச்சு எழுதுகிறது காப்பி அடிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த திருத்துறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்க அடுத்த மார்க்கு போடுறதில் அவங்க கையை வச்சுருவாங்க அதனால் அதை யாதீங்க இதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாம் எழுதும்போது என்ன என்னென்ன எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன செய்யக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுங்க மார்ஜின் போட்டு வச்ச பேப்பர் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு இருந்தால் ஹால் டிக்கெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சில இடங்களில் அது என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னாங்க அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் அதாவது ட்ராயிங் போட வேண்டியிருந்தால் பென்சில் ரப்பர் எரேசர் அது மாதிரி ட்ராயிங் போடுறதுக்கு தேவையான ஸ்கேல்ஸு அந்த ரிட்ராக்டர் அந்த மாதிரி என்னென்ன தேவையோ உங்களுடைய எக்ஸாம் எழுதுறத்துக்கு என்னென்ன தேவையோ எழுதி வச்சுக்கோங்க இந்த பேனா எழுதும்போது குறிப்பா ஒரு ரெண்டு அல்லது மூணு பேனாக ஃபுல்லி லோடட் இங்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மூணு ரெண்டு பேனாக அல்லது மூணு பேனாக வச்சுக்கோங்க ஒன்று திடீர்னு எழுதாமல் போனாலும் இன்னொன்று எழுதுகிறதுக்கு உபயோகமாக அதே மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த காலை அரை மணி நேரம் முன்னதாக தான் உங்களுக்கு இமெயில் மூலமாக அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு பிரிண்டர் இருந்ததுன்னா அது ஒரு பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அப்பப்போ சிஸ்டமில் பார்த்து அதில் கொஸ்டின் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதிங்க உங்கள் வீட்டிலே பிரிண்டர் இருந்ததுன்னா ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க வெளியில் போய் ப்ரிண்ட் எடுக்கணும்னு நினைக்காதிங்க ஏன்னால் எக்ஸாம் எழுதுறதுக்கு அரை மணி நேரம் தான் அது உங்களுக்கு இமெயிலில் வரும் போய் ப்ரிண்ட் எடுத்துனால் வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அதனால் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா எடுக்காது கூடவே இன்னொரு ஆளையும் வச்சிங்க பக்கத்தில் எக் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போது ஹாலில் போய் எழுதுறீங்க ஃபிசிக்கலாக ஆன்ல ஹால் எக்ஸாம் ஹால் போய் எழுதுறீங்க அப்படின் சொன்னால் அங்கே ஒரு ஹெல்பர் வச்சுக்க முடியாது ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு ஆளை வச்சிங்க அந்த ஆள் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு ஆலையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் இது வந்து ஆஃப்லைனாக சொல்கிறேன் நான் இது மாதிரி வைத்துக்கிறது யூனிவர்சிட்டிக்கு விதிகளில் அனுமதிக்கப்படவில்லை அதனாலும் நம்ம வீட்டில் தான் எழுதுணால வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து கொடுக்க பேப்பர் எடுத்து கொடுக்க உங்களுக்கு தேவையான தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேறு வகைகளிலெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த ஒரு நபரையும் கூட வைத்துக் கொடுக்க அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மகன் மகளாக யாரோ ஒருத்தரை கூட வச்சு ஃபஸ்ட்டு இமெயிலில் எந்த இடத்துல நீங்கள் பேப்பரில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது என்ரோல்மெண்ட் நம்பர் சப்ஜெக்ட் தேதி என்ன சப்ஜெக்டில் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூ அதெல்லாம் எங்க எழுதணும் அப்படிங்கிறது இமெயிலில் விவரமாக கொடுத்துருப்பாங்க அதன்படி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுடைய பேப்பரில் எழுதுங்க இந்த இடத்துல தான் பேப்பரில் எழுதணும் அப்புறம் ஆன்சர்ஸ் எழுதும்போது நீட்டாகவும் படிக்கக்கூடிய வகையிலையும் நீங்கள் கிளீனாக எழுதி கொடுங்க சில சமயங்களில் ஆன்சர் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது படிக்கக்கூடிய வகையில் இல்லைன்றதால் திருத்துறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா படிக்கக்கூடிய வகையில் எழுதணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுதுனீங்கன்னா டைம் ஆகிடும் சொன்னால் அதே சமயம் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துங்க ஹீ பேன் ஐ அந்த கிளாக் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க இந்த எக்ஸாமில் இல்லைன்னா அடுத்த எக்ஸாமில் கூட நம்ம நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கலாம் அதனால் பதட்டம் டென்ஷன் ப்ரெஷர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக சந்தோஷமாக எழுதுங்க தெரியாத கேள்விகளுக்காக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும் நான் தெரிந்த கேள்விகளுக்கு அந்தந்த நம்பரை போட்டு நீங்கள் எழுதி எழுதி போட்டு போயிட்டே இருங்க கடைசியில் மாதிரி எழுத வேண்டிய கேள்விகளெல்லாம் கடைசியாக எழுதிக்கலாம் அதிக மார்க் வரக்கூடிய கேள்விகளை முதல்ல எழுதுறதுன்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அதிக மார்க் வரக்கூடிய இருபது மார்க் கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை முதல்ல எழுதிடுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அது முடியுமான்னு பாருங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது எந்த காரணத்தாகவும் எக்ஸாம் விட்டு நீங்கள் எழுந்து போகாதீங்க தண்ணி குடிக்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வாசலில் யாரோ காலையும் பெல் அடிக்கிறாங்க யாரோ வந்து கூப்பிடுறாங்க டெலிஃபோன் பெல் அடிக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க யார் வந்தாலும் உங்களுடைய எது ஃபிசிக்கலாக எக்ஸாம் ஹாலில் உக்காந்து எழுதினா நீங்கள் எப்படி டிசிப்ளின்டாக ஒரே இடத்துல உக்காந்து நீங்கள் எழுதுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் டெடிக்கேட்டடாக அங்கே உக்காந்து எழுதுங்க ஆன்லைன் எக்ஸாம் தானேன்னு சொல்லிட்டு எழுந்து எழுந்து போயின்ட்டுருக்காது உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிடும் மொபைல் உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க மொபைல்ன்றது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம் ஆனால் பல நேரங்களில் அது தொல்லையாக இருக்கும் உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க வேறு ஒருத்தர்கிட்ட பேசுவோம் வேறு ஒரு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிறவர்கிட்ட பேசுவோன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோனில் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காதீங்க உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு அதே சமயம் உங்களுடைய ஃப்ரெண்டோட டைமும் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நீங்கள் மொபைல் பண்ணாமல் இருந்த ஃபோன் பண்ணாமல் இருந்தாலும் அந்த நண்பர் யாரானது உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க இது உங்கள்கிட்ட டவுட் கேட்கலான்ட்டு அதனால் சுத்தமாக மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுருங்க டிவியை ஆஃப் பண்ணி வச்சுருங்க வீட்டில் யார் இல்லைனா மொபைலை வீட்டில் வேறு யார் டேனம் கொடுத்து எந்த கால் வந்தாலும் ஒரு ஆன்லைன் எக்ஸாமில் இருக்கார் இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட சொல்லுங்கள் அல்லது இது சாத்தியம் இல்லைன்னா வேறு ஒரு தனி ரூமில் போய் உக்காந்து கதவை சாத்தியங்க டிவி சவுண்டு காதில் விழாத அளவு வேறு தனி ரூமில் போய் உட்காந்து ஆனால் அப்போ என்ன பண்ணோம் உங்களுடைய மொபைலில் உங்களுடைய உறவினர்களுடைய டேம் கொடுத்துடணும் அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடுத்தது எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு எக்ஸாம் எழுதி முடித்த நம்ம என்ன பண்ணணும் இந்த முப்பத்தஞ்சு பக்கம் நான் பேப்பர் நாற்பது பக்கம் நாற்பது பேப்பர் எழுதியிருப்பீங்க எக்ஸாம் குறைஞ்சபட்சமாக நாற்பது பக்கமாவது நாற்பது பேப்பராவது எழுதணும் ஒரு பேப்பரில் ஒரு சைடு தான் எழுதணும் அதனால் நாற்பது பக்கம் எழுதியிருப்பீங்க இந்த நாற்பதையும் சேர்த்து கட்டுறதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணாதீங்க ஸ்டாப்லர் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க எங்கள் வீட்டில் பஞ்சிங் மிஷின் பெர்ஃபரேட்டாக சொல்லுவோம் அங்கே இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு ஓட்டை போட்டு அதில் கனமான நூலை போட்டு அந்த அதை கட்டுங்க அல்லது பென்சிலால் அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல அந்த நூலை விட்டு கட்டுங்க தயவுசெய்து ஸ்டாப்லர் எப்பவும் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஆக்கணும் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆக்கிறது தான் அந்த நம்ம அடோப் ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த ஆப்பை செல்ஃபோனில் இறக்கி வச்சு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அதன் மூலமாக இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரே டாக்குமெண்டாக்கி அந்த டாக்குமெண்ட்டை உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்தது ஒரு இமெயிலில் அதில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க அந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஆன்சர் ஷீட்டை இமெயில் மூலமாக நீங்கள் உடனடியாக அனுப்ப வேண்டும் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிந்த பிறகு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் டைம் கொடுப்பாங்க நமக்கு தான் இன்னும் டைம் இருக்கான்னு நினச்சுன்னா அந்த நேரத்தில் உட்காந்து எழுதிட்டுருக்காதீங்க அரை மணி நேரத்துக்குள்ளே மெயில் அங்கே போய் சேர்ந்தே ஆகணும் அதனால் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிற வேலையை உங்களை எழுதி முடித்த பேப்பர்களில் ஃபோட்டோ எடுக்கிற வேலையை உங்களுக்கு ஒரு அக்சிடென்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு வந்தால் நீங்கள் எழுதலாமே தவிர நீங்களே எழுதி நீங்களே ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் எழுதிட்டுருக்காதீங்க இந்த அனுப்புகிறதுக்கு டைம் ஆகிடும் இவ்வளவு உழைத்து இவ்வளோ படித்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ தெரிஞ்சுட்டு கடைசியில் அந்த டைமுக்குள்ளே இமெயில் போகலன்னா உங்களுடைய திருத்தப்பட மாட்டாது அதனால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அந்த ஆன்சர் ஷீட்டினுடைய PDF டாக்குமெண்ட்டை அந்த இமெயில் மூலமாக அனுப்பிவிடுங்க அனுப்பிய பிறகு இந்த எழுதின கவர்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா அது ஒரே கவரில் போட்டு எக்ஸாம் முடிந்த தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அது எத்தனை எத்தனை நாளைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு இமெயிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வர்ற இமெயிலே சொல்லிவிடுவாங்க எத்தனை நாளைக்குள்ளே அனுப்பணும்னு அந்த பேப்பரையும் நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது கொரியர் மூலமாகவோ அந்த யூனிவர்சிட்டி அட்ரெஸு அந்த இமெயிலே கொடுத்துருக்குற யூனிவர்சிட்டி அட்ரெஸுக்கும் நீங்கள் இந்த பேப்பரையும் அனுப்பிவிட வேண்டும் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே அதுவும் போய் சேரணும் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது இப்போ லாக்டவுன் ஆகிடுச்சு அது முடியல தெரியல அதெல்லாம் சொல்லாமல் இது குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடிக்கப்பட வேண்டும் ஞாபகம் வச்சிங்க அதனால் இதில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று இமெயிலில் அனுப்புறது ரெண்டாவது ஃபிசிக்கலாக பேப்பர்ஸ் அனுப்புறது ரெண்டுத்துக்கும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் அனுப்பணும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அது சேர வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அதுதான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணக்கூடாது மெயில் அனுப்புறத தள்ளி போடக்கூடாது எழுதிட்டே இருந்துட்டு மெயில் அனுப்புறது தள்ளி போட்டால் இது வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இந்த ஷீட்டெல்லாம் அனுப்புறத தள்ளி போடக்கூடாது அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் போகணும் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் ஷீட்டில் எதுவும் எழுதவே கூடாது அது எழுதினிங்கன்னா அந்த பேப்பர் அந்த ஆன்சர் உங்களுக்கு திருத்த மார்க் கிடைக்காது அதுக்கு அதனால் எடுத்த பிறகு அந்த பேப்பரில் எதுவும் கை வைக்காது நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம ஆன்லைன் எக்ஸாமில் எழுதுறதுக்கான டிப்ஸை பார்த்தோம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று எல்லோரும் முதல் தரமான பட்டதாரிகளாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் செய்யுங்க உங்களுக்கு என்ன ஏதாமல் கமெண்ட் தேவை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நாங்கள் விஷயங்களை தேடி பிடித்தாவது உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறவங்க உங்களுடைய யார் யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்டில் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம் நன்றி வணக்கம்